இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே ஏப்ரல் நைன்டீன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டின் ஆகுது மார்க்கெட் வந்து ஓன் ஆகிட்டு பாசிட்டிவாக இருக்குது தேர்ட்டி செவன் கிட்ட ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வரும் ஸோ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா பைக் கால்ரேட் ஆனது நல்லா டார்கெட் பிரேக் அவுட் ஆனபடி அப்படியே ஒரு க்ளோஸிங் வந்து கொடுத்துருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது மேலே தான் போயிட்டு இருக்கு எப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அதாவது ட்ரெண்ட் எப்போ டவுன்சைட் வருது மார்க்கெட் எப்போ டவுன்சைட் வருதோ அப்போ நமக்கு இந்த சார்ட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஸோ கரண்டில் ப்ரீவியஸ்டே என்னுடைய பைக் கால் மொமெண்ட் கண்டினியூ ஆய் இருக்கு எப்ப நமக்கு ஒரு பஸ்ட் பிரெஷ் கால் வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் ஃபார்ட்டி ஆகுது மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு டவுன்சைட் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே வந்ததில் டவுன்சைட் பிரேக்வுட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அதனால் இந்த சார்ட் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு செல் கால் வந்துருக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் கிடச்சிருக்கு அப்படின்றதுனால கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆயிட்டு செல் பண்ணுங்கள் அந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலராக இருக்குல்ல செல் அட் தேர்ட்டி இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் ஸோ இந்த சார்ட் இந்த மாதிரி எவ்ரிடே அதுவே கேண்டில் மூவமெண்ட் அனலிஸ் பண்ணி கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஒருமெண்ட் கொடுத்து இப்ப டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ரேஞ்ச் ஸோ கண்டினியூஸ் ஒரு ரெக்கவரி அதில் நமக்கு ஒரு பைக்கால் வந்து ஜெனட் ஆகிருக்கு பை கால் வந்திருக்கின்றனால இப்போ கேண்டில்னுடைய கலர் பாருங்கள் கிரீன் கலரில் ஓப்பன் ஆயிட்டு Buy at 36,857.30 சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பைக்கால் வந்துருக்கு மேல இருக்க கிரீன் கலர் லைன்ஸ் தான் ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஹாரட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் இதில் ஃபர்ஸ்ட் ஆர்ட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி நன் பாயிண்ட் ஃபார்ட்டீன் இருக்கு ஸோ அந்த தேர்ட்டி சிக்ஸ் நைன் ஆதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் செல் கால் வந்தது பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் எயிட் ஃபிஃப்டினில் வந்துருந்துச்சு அப்படியே பைக் கால் பாருங்கள் நமக்கு இப்போ எயிட் ரேஞ்ச் கிட்ட வந்துருக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் நெக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோவான மார்க்கெட் தான் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட்டே கொடுத்துச்சு ஓவரால் ட்ரேடிங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் தான் வந்து ட்ரேடிங்கே வந்து போகுது பேங்க் நிஃப்டி எந்த சைடுமே ஸ்ட்ராங்கான மொமெண்ட்டம் வந்து கொடுக்கல இப்போ கூட நமக்கு பைக்கால் ஜெனேட் ஆகிட்டு ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் தர்றதுக்கு பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் டைம் வந்து எடுத்துருக்கு ஜஸ்ட் இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாகவே பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணிங்கனாலே ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்குள்ளதான் அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி இருந்துச்சு ஸோ பட் நமக்கு கிடைச்ச ஒரு பைக்கால் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1145 வந்து அந்த ஒரு 1215 செகண்ட் பிரேக் தேர்ட்டி சிக்ஸ் எயிட் ஃபிஃப்ட்டி செவனில் வந்த பைக்கால் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு இந்த ஒரு ஒன் ஹவர் மேலே போன ட்ரேடிங் பார்த்திங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் நிறைய வாலெட்டில் போனாலும் ஃபைனலாக மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டார்கெட்டையும் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஒன் மணி சார்ட்டில் நம்ம கிடைச்ச பைக் ஆள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஸோ இந்த கால ஆப்ஷன் வந்து ஒரு எயிட் ஃபிஃப்டி வந்திருக்கு அது தௌசண்ட் ரேஞ்சும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு கால் ஆப்ஷனுறனால நமக்கு வந்து இதில் செல் கால் வந்து இன்றைக்கி ஓப்பனிங் கால் வந்து காட்டுது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நைன் தேர்ட்டி அப்புறம் செல் வந்துருக்கு எயிட் ஃபார்ட்டி வந்தது செவன் சிக்ஸ்டி வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் சார்ட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் டேரெக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறதுனாலும் உங்களுக்கு ஆப்ஷனில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்த்து ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் இந்த சாட் உங்களுக்கு வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீடெயில்ஸ் அனுப்புகிறோம் பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ